மறை முகம்மதனும் காரணம் இல்லை ஆயில் உலகின் இரவி திங்கள் ஒளிவிடும் கவனம் சொர்க்கம் மலைகளில் நதிபாதாளவர் முதலாயுமை நிலையுற படைபதில்லை என இறை நிகழ்த்தினானே ியங்கே தேடு நபியை எங்கே தேடு ஆதி முதல் நபியான சிங் யாரா காலமல்லா புகதேடு யாரா முகம்மது இங்கே தேடுவேன் நபியை இங்கே தேடுவேன் உலகம் புகழும் முத்தம நபியை இங்கே தேடுவேன் நபியை இங்கே தேடுவேன் மாநிலம் விலும் மதகுருநாதா மாஷல் வழியில் வந்தாடிதா தீமுக்கும் அதிபதியாகிய வேதா தீமுக்கும் அதிபதியாகிய வேதா திக்கு திசிபு கருமக்கா முகமதுமே எங்கே தேடுவே நபியை எங்கே தேடும் முகமில்லியோ எட்டா சுவர்கிவிட்டீரோ ஏத முகமில் ஏற்றீரோ எட்ட சுவர்க்க மறியில் இருந்தி விட்டீரோ சித்திரத்தில் முந்த ஹாமரத்தில் சித்திரத்தில் முந்த ஹாமரத்தில் சிக்கல்களை அணி குஹாக்கன் முகம்மது மெய் നബിയേ എങ്ങേ തേടുവീൻ ഇന്ദുലгом പുകളും ഉത്തമ നബിയേ എങ്ങേ തേടുവീൻ നബിയേ பாலகன் அிபவி பாருசிமானே பாலகன் அனுபவி பாருசிமானே பாரம் தந்தருள் நிதர் மகம் மதுவை எங்கே தேடுவேன் நபியை எங்கே தேடுவேன் இதகம் புகழும் உத்தமர் நபியை இங்கே தேடுவேன் நபி அவர்களுடைய கொண்டு இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாக்கியம் அருமை நபி அவர்களுக்கும் நாயகி அவர்களுக்கும் நடந்த ஒரு திருமண வைபவத்தை பற்றி சிறப்புற சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கின்றோம் தோழர்களும் தாய்மார்களும் அருமன் அபியின் திருமணத்தில் பங்கேற்று அவங்களுடைய பொருட்டு சிறப்பான முறையில கேட்டு செல்லுமாறு அவங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை ஆரம்பிக்கின்றோம் புகழ் பெரும் நகர்பதிலு பெரிய நாயன் கிருவை நகால் ஆதிதந்தூதராகிய ஆலநபி அபுத் அலிப் அவர்களோட அரவணைப்பில் அண்ணல் முகம்மது நபி முகமது முஸ்லா ரசூ அலை புகழ்பெற்ற மக்கம்மா நகரத்தில் பிறந்து ஹரிமாமா அவர்களிடத்தில் அமுதறிந்தி சிறப்புற மக்கம்மா நகரத்தில் ஜீித்து வர வேண்டிய காலத்தில் அருமை நாயகம் அவர்களுடைய பாட்டனாராகிய அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வந்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் அல்லாவுடைய பதவிக்கு ஆளானதின் பின்பு அவர்களுடைய மக்களாகிய அபு தாலிப் அவர்கள் அருமை நபியினுடைய பெரிய தந்தை அவர்களுடைய அரவணைப்பிலே அருமை நபி வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அருமை நபி அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது நிறைவு பெறுகிறது வயதிலே அருமை நபி அவர்கள் தன்னுடைய பிதாவாகிய அருமை பெரிய பிதாவாகிய அபூத்தாரி பிடத்திலே சொல்லுகின்றார் என் அருமை தந்தையே ஆனால் நானும் இந்த உலகத்தில் நாலு பேரை போன்று நானும் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஜீவிக்க வேண்டும் ஆகவே வெளிநாடு சென்று வர்த்தகம் வியாபாரம் செய்வதற்கு நான் பிரியப்படுகின்ற வியாபாரத்துக்காக வேண்டி போக வேண்டும் என்று நான் நாடுகின்றேன் ஆகவே நீங்கள் அந்நிய நாட்டில் சென்று பொருளீட்டு வரும் பொருட்டு வியாபாரத்துக்கு செல்வதற்கு வேண்டிய முதலீடு தந்து என்னை சிறப்பு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நம்முடைய அருமை நபி அவர்கள் அவர்களுடைய பெரிய பிதாவாகி அபுத்வாரி விடத்திலே சொர்கி வாய் இறந்து சொல்லிடும் அருமை மகன் முகத்தை பார்த்து அருமை நபி அவர்கள் பெரிய பிதா தன்னுடைய தந்தை அபு தாலிபிடத்திலே அப்படி கேட்கின்ற பொழுது அது கேட்ட அபு தாலிபு மன நிறைவோடு மகனுடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்த்து சொல்லுகின்றார் கண்ணான கண்மணியே எந்த மகனே பல்பு புகந்ததொரு திருமகனே மகனே கண்மணியே முகமதே வியாபாரத்துக்கு சென்று வர்த்தகம் செய்து வர வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் செய்து வரும் அளவுக்கு நம்முடைய இடத்திலே உமக்கு பொருள் உதவி தந்து அனுப்பி வைப்பதற்குரிய பணங்காசு நம்மிடத்திலே இல்லையே மகனே முகமதே என்று தன்னுடைய அருமை கண்மணியை பார்த்து சொன்னார்கள் முகம்மதுமா நகரத்தில் பெரும் குடும்பத்தை சார்ந்தீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் செல்வம் பிடித்த சீமானுடைய மகள் ஹபீஜா பிராட்டியார் அந்த ஹபீஜா நாயகி மக்கம்மா நகரத்தில் உள்ள மட்டுமல்ல வியாபாரிகளுக்கு எல்லாம் கொடுத்து உதவி செய்கின்ற உபகாரம் அளிக்கின்றார் ஆனால் அப்பேர் குற்ற செல்வம் சீமாட்டி பணத்தாலும் குணத்தாலும் உள்ளத்தாலும் தயார சிந்தையாலும் அந்த பெண்மணி மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றார் ரெம்ப ஈமானுடையவர்களாக பயமுடையவர்களாக பக்தி உடையவர்களாக கொழுக்கமுடையவர்களாக உயர்ந்த ஒரு தன்மை பெற்ற அந்த பெண்மணி வேண்டுமான பொருள்களை கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்பி வைக்கின்றார் மகனே அப்பெயர் கொற்று அந்த செல்வம் படைத்த சீமா சென்று உங்களுக்கு வேண்டிய பொருள்களை பெற்று நீங்கள் வியாபாரத்துக்கு செல்லலாம் மகனே என்று அபு தாலிப் அவர்கள் அருமை மகன் முகம்மது அவர்களுக்கு சொன்னார்கள் இப்படி அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் அந்த ஹதிஜா நாயகியுடைய ஒழுக்கங்களை எண்ணம் ஏற்பட்டது அப்பேர் கொற்ற அந்த உத்தம சிறியை அந்த நல்ல அந்த பெண்மணியை நாமும் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுடைய மனதில் ஏற்பட்டதாம் இப்படி சில தினங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அருமை நபி அவர்களுடைய வழியாக பொழுது ஆனால் அந்த திருப்பக்கமா போவாங்க அவங்களுக்கு நானும் வெட்கம் ஏற்பட்டதும் திரும்பி வந்துருவாங்க இப்படியா இருக்கும் ஒரு நாள் அது போன்ற அருமை நபி அந்த தெரிவீதி வழியாக சென்று கொண்டிருக்கும் அந்த ஹதிஜா நாயகி அந்த ஹதிஜா கூடியவர்கள் அவங்களுடைய கணக்கராக இருக்கக்கூடிய வழியாக வரும்போது பெருமானார் நபி முஹம் முஸ்லம் சொல்லுமணி சொல்லும் அவர்களுடைய வருகையைத்தான் கண்டதும் அவர்களுடைய வருகக்கூடிய ஒரு காட்சியை கண்டதும் அந்த கணக்கன் தான் வழி சென்று சொல்லுகின்றார் எங்களுடைய காணனா ஒரு காட்சியைத்தானே கண்டேன் அது எப்பேர் கொத்த காட்சி என்று சொன்னால் என்னுடைய நாம் சொல்ல முடியாது சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு காட்சியை கண்டேன் என்ன காட்சி தெரியுமா வரக்கண்டேன் நபியை வரக்கட்டேன் வரக்கட்டேன் நபியை வரக்கண்டே கத்தூரி வாசவிசும் கத்தூரி வாசவிசும் முசலாம் முகமதுவை வரக்கண்டேன் நபியை வரக்கட்டேன் இந்து வரக்கட்டேன் தெரிவிக்கண்டே மேகம் கூட இடவே நான் வரக்கட்டேன் தெரிவிக்கட்டேன் கஸ்தூரி வாசவிட்டேன் ஹரிஜா நாயகி அவர்களே இப்படி ஒரு அழகான புதுமையோடு அரும நபி நம்முடைய தெரிவிதியை வரக்கண்டே உடனே ஹரிஜா பிராட்டியா சொன்னார் அப்படியா அப்படியான அவர்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு அதே போன்று ஓடி சென்று அரமநாயகத்தை தான் அழைத்துக் கொண்டா உண்டியில் தூக்குள் சென்றதும் அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாற்காலியின் மீது அவர்களை கொண்டு போய் அமர்த்தி வைத்ததும் அருமநாயகத்தினுடைய திருவதனமும் அவங்களுடைய பேரொழிவும் அவங்களுடைய ஜதாலயத்தையும் அவங்க பார்க்க நின்ற ஹதிஜா புராட்சியார் அப்படியே மேமிர நின்று கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் எதுவுமே பேச முடியாத நிலையிலே நின்று கொண்டிருக்கின்ற காட்சியை கண்ட மைசரா சொல்லுகின்றார் அம்மா மகமது அவர்கள் வந்து விடுகிறார் ஆட்சி உத்தரவு கொடுங்க உடனே ஹரிஜா என்ற போர் ஏற்பட்டு அந்த உணர்ந்து அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க வீட்டை விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்தால் அதற்கு முன்னதாக இந்த ஹதிஜா அம்மா ஒரு கனவு கண்டான் என்ன கனவு அவங்களுடைய இல்லத்திலே நித்திரியாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் மடியிலே வந்து இறங்கும்படியாக அப்படி மடியிலே வந்து தவிழும் பொழுது அவங்களுடைய மேமுந்தானி துயிலைத்தான் எடுத்து அந்த சந்தனனை மறைப்பதை போன்று இப்படி ஒரு புதுமையான கனவை கண்ட ஹதிஜா புராட்டியார் எழுதிரித்து தான் கண்ட கனவுக்கு பொருள் தெரிய வேண்டுமே என்று தன்னுடைய அரண்மனையில் இருக்கின்ற உறக்கத்து என்று சொல்லக்கூடிய ஞான பண்டிதன் மூன்று வேதத்தையும் அறிந்து உணர்ந்தவர் உறக்கத்து என்று சொல்லக்கூடியவனை அழைத்து கேட்டான் இப்படி நான் கனவு கண்டேன் இந்த கனவுடைய தாற்பரியம் என்ன அப்ப அந்த உறக்கத்து ஞான பண்டிதன் சொன்ன அம்மா ஹதீஜா அவர்களே நீங்க கண்ட கணவனுடைய ஒரு தாற்பயம் என்ன தெரியுமா இந்த மக்கமா நகரத்தில் அப்துல்லாவுடைய நெத்தியில் நின்றும் முத்தாக இலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவு ஆமினாவுடைய கருப்பத்தில் உற்பத்தியாகி உலகத்தில் பிறக்க இருக்கின்ற அவர் இறுதி நபி கடைசி நபி அவருக்கு பின்னால் நபி கிடையாது அப்படி ஒரு முகம்மது இந்த மதின மக்காவிலே தோன்ற இருக்கின்றார் அப்படி அவர்கள் பிறந்தமதுக்கு நீங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு நீங்கள் மனைவி கண்ட கணவனுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு என்ன அந்த முகம்மது நாமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் அது போலவே பார்த்தார்கள் அருமை நாயகம் தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பியதும் அந்த ஹதிஜா புராட்டியாருடைய உள்ளத்திலே அருமநாயகத்தை கண்டது நின்று அவங்க வியாபாரத்துக்கு சென்று பணம் கேட்க வேண்டும் என்று அதுபோல மகன் முகம்மதை தானே அழைத்து ஹதிஜாவுடைய இல்லத்திற்காக வேட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை அந்த ஹதிஜா பிராட்டினார் வருகின்றவர்களுக்கு தானே மரியாதையுடன் இருக்க செய்து வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய விருப்பமான ஒரு ஜீவனங்களைத்தான் கொடுத்து உண்டு பசியால் போது கேட்கின்றார் என்ன காரணம் அபு தாரிப் சொன்னார்கள் அம்மா செல்வம் படித்த சீமாட்டியே இந்த மக்கம்மா நகரத்துல பிற பிற வியாபாரிகளுக்கு எல்லாம் பொருள் கொடுத்து நீங்கள் உதவி உபகாரம் அளிக்கின்றீர் அதுபோல இவர் என்னுடைய கூட பிறந்த தம்பி மகன் ஆனால் ரொம்ப நாணயம் நம்பிக்கையுடையவர் அப்பெயர் கொற்ற அவர்களும் வியாபாரத்துக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புகின்ற அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அபு தாரிப் ஹதிஜா உங்களுடைய என்னுடைய பொருள் உங்களுடைய பொருள் ஆகவே உங்களுடைய விருப்பம் எப்படி எவ்வளவோ அதுபோன்று நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று ஹதிஜா பிராட்டியார் உத்தரவு கொடுத்தாங்க என்ன காரணம் ஒரு இடத்திலே சொல்லப்படுகின்றது என்னுடைய படைத்தவள் விருப்பப்படி எடுத்துச் செல்லும் என்று சொன்ன அதுபோலவே அவங்க வியாபாரத்துக்கு சென்று வருவதற்கு வேண்டிய பொருள்களையும் கொடுத்து இன்னும் வர்த்தக பொருள்கள் ஆகிய வாடிப்பு பொருள்களையும் கொடுத்து சலகுகளை ஏற்றிச் செல்வதற்கு வேண்டிய ஒட்டகங்களையும் கொடுத்து இன்ன அருமை நபி அவர்கள் ஏறிச் செல்வதற்கு தகுந்த வாகனங்களையும் கொடுத்து அந்த எல்லா காரியங்களையும் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதாக குறிப்பிட்டு அதன்படி நம்முடைய அருமநாயகர் சூழல்கிரியும் சொல்லும் மக்கமோ நகரத்து வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு பயணப்படுகின்றார் யார் யாருனா வியாபாரத்துக்கு போறாங்க அபு ஜெஹில் உமையா சைபாக்கு இப்படி பெரிய பெரிய மக்கத்து குறைசிகள் எல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டாங்க அந்த கூட்டத்துல நம்முடைய அருமை நபி அவங்களும் அப்போ ஹதிஜா புராட்டியா போல என்ன வியாபார பொருள்களை எல்லாம் கல்யேற்றப்பட்டு அருமன் நபி ஏறி செல்வதற்கு தகுந்த வாகன வசதிகளையும் தானே கொடுத்து மைசரா சொல்லக்கூடிய கணக்கனையும் ஒப்பு கொடுத்து சொன்னாங்க ஹதிஜா பிராட்டியா முகம்மதோடு நீங்கள் வியாபாரத்துக்கு சாம் சென்று திரும்பி வரும் அவங்கள விட்டு ஒரு நிமிஷம் செய்யக்கூடாது போகக்கூடிய வழியில் என்ன நடக்கு என்ன காரணம் என்ன சம்பவம் என்று எனக்கு அடிக்கடி எழுதி எனக்கு ஆல்வசமாக அனுப்பி வைக்கணும் எல்லா அபரத்தையும் சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க அது போலவே அருமை தன்னுடைய பெரிய பிதாவுக்கும் தன்னுடைய தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் பிரயாணத்தை சொல்லி அவங்களும் பயணப்பட்டாங்க அதுபோலவே எப்பேர்களுமாக பயணப்படக்கூடிய நேரத்தில் மக்கமா நகரத்தை விட்டு நீங்கி கொஞ்சம் கடந்ததும் இடத்தில் தானே வந்து இருந்து வியாபார கூட்டத்தார்கள் ஒத்துமையாக ஒன்று கூடி பேசுகின்றார் சமநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறோம் இந்த வியாபார கூட்டத்துக்கு தலைமை தாங்கி முன் முன்னடந்து அதுக்கு யாரை நியமிக்க நியமிக்கப் போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் அந்த கூட்டத்தில் நம்முடைய வியாபார கூட்டத்துக்கு பொருத்தமான தலைவர் அபுஜாக்கி வியாபார கூட்டத்துக்கு அவனுடைய ஒட்டகத்தின் மீது ஏறிய அமர்ந்து வியாபார கூட்டத்துக்கு எல்லாம் தாங்கி முன்னெடுத்தி வந்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் அதாவது நம்முடைய நபி முகமதின் முஸ்லா ரசூகரின் அறிவு செல்லாம் அபு அல்லா போக்குமா உடனே அங்க எப்பேர் கொட்ட ஒரு சம்பவம் ஏற்படுகின்றதையானால் இவன் ஏறி சென்ற ஒட்டகமாக கூடியது சென்று ஒன்று பொழுது மண்ணுக்குள் மறைந்து கிடந்த ஒரு பெரிய பேரி தங்கட்டையாக கூடியது அந்த ஒட்டக காலில்தானே தட்டி அந்த ஒட்டகத்தில் ஒட்டகத்தால் தட்டியவுடனே கால் எடறியவுடனே அல்லாஹு ஜல்லுத்தான் ஆண்டவனுக்கு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து விட்டான் ஒட்டகமும் அவனும அடித்து கெட்டிருந்தி தட்டி அவன் கீழ் விழுந்தான் அபுஜாகிலும் கட்ட தட்டன உடனே ஒட்டகம் அவனும் விழுந்ததும் அபூஜை கீழே விழுந்த முற்றுக்கால் கைகால்கள் வலித்து அவனுடைய கண்ணும் வாயும் மண்ணு நிரம்பி அவன் எதுவுமே பேச முடியாதபடி எழுந்திரித்தான் மேல்கால் எல்லாம் ரத்தங்கள் வடிக்கின்ற கண்ணு வாயெல்லாம் மண்ணு இப்படி கீழே விழுந்த அபிஜாயிகளை தூக்கி எல்லாரும் எடுத்து அவன் நல்ல முறையில சரிப்படுத்தி சொன்னாங்க போக முடிய அப்ப யார் முன்னாடியா போறது அப்பமாவது இந்த அபுஜிகள் சொல்ல வேண்டாம முகமது முன்னால போட்டு முன்ன கெட்ட புத்தி எப்பவும் அவனுடைய உள்ளத்தில குரோத எண்ணமுடையவர் அருமன் அபி மீது எப்பொழுதும் அவனுடைய மனதிலே ஒரு குரோதமும் சதி திட்டமும் எப்பவும் புறாமை உடையவர் இப்ப யாரு குத்துபா போகட்டும் என்று சொன்ன அப்படியா சரி அவனை தலைமையாக்கி அவன் முன்னால போறான் போயிட்டு இருக்கும் என்ன காரணம் திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பதினாறு அடி வேலி ஒரே பாச்சல் பாஞ்ச உடனே அவனுடைய ஒட்டகத்தை வேங்கை புலி எடுத்து சென்று விட்ட இதை பார்த்தது எல்லாரும் பயன்தான் இப்ப யார் முன்னால போறது உடனே அபுஜிகள் சொன்ன அப்பமாவது சொல்லட்டுமே மொஹம்மது போட்டோம் என்று சொல்லல இப்ப யார் போறது ஆசிரியின் அவன் அது போல ஒட்டகத்து மேல தூக்கி வச்சு அவன் எல்லாத்துக்கும் முன்னால போய்கிட்டு இருக்கான் அவன் செல்ல வேண்டிய ஒட்டகம் ஆண் ஓட்டகம் அல்ல அவன் செல்ல ஆண்டவன் பார்த்தா அப்படியே இவங்க நல்லா பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஜிப்ரி அலிசலா துசலாம் அவங்களை அழைச்சி அல்லா இவங்களை அத்துவான காற்று கொண்டி விட்டுருவன்னு உடனே ஜிப்ரியல் ஒரு பெண் ஓட்டகத்தை கொண்டு வந்தா கொடுக்கிட்டு வந்து அவங்களுடைய ஒட்டகத்துக்கு முன்னாலு நாட்டுக்கு போக வேண்டிய நடு காட்டுக்குள்ள போயிட்டான் அப்படி நடு காட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது கண்ட காட்சி அவங்களே திடுக்கிட செய்து விட்டது எங்கு பார்த்தாலும் அப்படியே பூமிகள் வெப்பலோடி மரமட்டைகள் அப்படியே கரிந்து தீந்து பார்ப்பதற்கு ரொம்ப பயங்கரமா உடைய மறட்சியான காணல் நீர் பரவி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பயங்கரமா உடைய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்து விட்டார்கள் எங்க எங்க பார்த்தித்தானும் மைதானமாயிருக்க கண்டி காணல் வெப்பமான கபாலம் கபாலமாக கீழ் மரம் செடி கொடிகள் பயங்கரமான வெப்பமான பூமி அடிக்கின்ற வெயில் கொதிக்கின்ற பூமி தாங்க முடியலை அப்படியே துடியா துடிக்கின்றார்கள் சண்டாள பாவி இந்த அபூஜைகள் செய்த கோலம் இப்படி அநியாயமான இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார் இப்ப எங்க பார்த்தாலும் வெப்பமான பூமியா இருக்க தண்ணி தாகமோ நாக சொல்லுகின்றது உதவி செய்ய போறாங்க நம்முடைய பெருமானார் நபி முகமதின் முஸ்தா செல்லாம் அவங்க ஏறி இருக்கின்ற அந்த வாகனத்தின் மீது அழகான நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய தலைக்கு மேல மேகம் குடையிட்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது எந்த விதமாவுடைய ஒரு குறைவு இல்லாதபடி சோர்வு இல்லாதபடி நிறைவாக இருக்க கண்ட அந்த வர்த்தக கூட்டத்தால் பார்த்தார்கள் இனி வேற வழி இல்லை அருமை முகம்மது மனம் வைத்தால்தான் இந்த பயங்கரமாவுடைய இடத்தை விட்டு நாம மீள முடியும் நாம தப்பிக்க முடியும் இந்த எண்ணத்தோடு அந்த வியாபார கூட்டத்தார்கள் தானே ஓடி வந்து நம்முடைய அருமநாயகத்து முன்பதாக தானே வந்தவர்கள் எல்லாம் இந்த பயங்கரமாவுடைய இடத்தை விட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல இந்த இடத்துல எங்களுக்கு தாகத்துடைய தன்மை தாங்கிக் முடியவில்லை நாவெல்லாம் முரட்சி அடைந்து விட்டது தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உயிர் பிரிந்து விடும் அப்படி பயங்கரமான கட்டம் ஆகையினால் எங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டிய அளவுக்கு எங்களுடைய தாகத்தை தீர்த்து எங்களுடைய தங்கடங்களை தீர்த்து நீங்கள் ராகத்தை தர வேண்டும் என்று அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் முன்னால நின்னு கண்ணீர் விட்டு சொல்றாங்க ஒட்டகம் மிதித்து கொண்டிருக்கின்ற அந்த காலடியை தானே உரமாக மிதித்து அந்த ஒட்டக காலடியை தானே எடுத்ததும் உடனே அந்த பாலை வெப்பம் தங்கிய பயங்கரமான அந்த பூமியில் நின்றும் தண்ணீர் அப்படியே பொங்கிவிட்டது தண்ணீர் சுரந்து விட்டது இனி கண்ட அந்த வர்த்தக வணிக கூட்டங்கள் எல்லாம் அற்புதம் அடைந்து புதுமையான அந்த தண்ணீரை அந்த அதிசயமான தண்ணீரை தண்ணீர் தாகம் தீரும்படி வர்த்தக